பொல்லாத கனவை கண்டு பிரி ஓணுமே பொல்லாத கனவை கண்டு பிரி ஓணுமே விரபோன்று ஒரு பயங்கரமான கனவை காண்கின்றார் பயத்தில் கத்திசு பட்டணத்திலிருந்து பெறப்பட்ட அந்த பயங்கர நெருப்பாக கூடிய விசர் வந்து அந்த கிபிதி கூட்டத்தார்களையும் அவனுடைய குடும்பத்தார்கள் அவனுடைய வீடு வாசல்களையும் அரமனைகளையும் அழிக்கும்படியாக ஒரு கனவை கண்டார் பயங்கரமான கனவை கண்டார் கனவை கண்டாக கூடியவன் பதறி மொழி தீடுவான் விரும் எழுந்திடுவான் பதறி மொழி முயல்வ இப்படி நாம் ஒருபோதுமே கனவொன்றும் கண்டதில்லை நான் ஒருபோதுமே கனவு ஒன்றே தண்டவில்லை நாம் எப்படி எப்பவும் கனவு கண்டதில்லியில் இருக்கிறது என்பதாக கூடியவன் உடனே யாரை அழைக்கின்றானே யாருமிகள் கனக்கு பார்க்கக்கூடியவர்கள் வானசாஸ்திர பூமி சாஸ்திரக்காரன் இதுபோல் உள்ள அதாவது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் வானசாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் பூமியை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் நட்சத்திரனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் சந்திரனை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் இதுபோன்று மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்களை எல்லாம் அழைத்தார் ஒரு ஊர்ல ஒருத்தர் பாதி இல்லாம அப்படி சோசியக்கரணி கூட்டிட்டு அந்த அதாவது எல்லாம் அழைத்துக் கொண்டு தன்னுடைய அரண்மனையிலே வந்து இருக்க செய்தவர்களுக்கு வேண்டிய மனியா சொல்லுகின்றே நான் ஒரு கனவு கண்டேன் செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்ல போகின்றேன் அதாவது நான் படுத்திருக்கும் போது இது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு கனவை கண்டேன் பைது முக்தீஸ் பட்டணத்தில் நின்றும் ஒரு பள்ளியில் நின்று ஒரு பயங்கரமான நெருப்பு துண்டானது வந்து மிசர் நாட்டில் என்னுடைய குறிப்பாக கிபிதிகளுடைய கூட்டத்தை கிபிதிகளுடைய வீட்டை கிபிதிகள் ஆகிய எங்களுடைய அரவணைகளை எல்லாம் அழித்து போடும்படியாக பயங்கரமான ஒரு கனவு கண்டேன் இந்த கனவுடைய பொருள் என்ன இந்த கணவனுடைய தாற்பயம் என்ன சொல்ல சொல்ல இதை கேட்ட அந்த ருஜுமிகள் அந்த சாஸ்திரக்காரர்கள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்று கேட்டாங்க அதுபோல அவகாசம் கொடுத்தார்கள் அவகாசம் கொடுத்ததன் கூட்டி நான் சொல்லுங்கள் என்று சொல்ல இனி கேட்ட அந்த உஜூமிகளெல்லாம் சொல்லுகின்றார்கள் மன்னனே பிரவனே அதாவது நீ கண்ட ஒரு கணவனுடைய ஒரு பொருள் என்னவாக இருக்குமே ஆனார் இன்னும் காலத்தில் சிலது நாளையில் கூட்டத்தில்ும் ஒரு பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளையினுடைய கையினால உனக்கு அழிவு இருக்கின்றது மோசம் இருக்கின்றது அந்த பிள்ளையினுடைய கையினால் உன்னுடைய நாடும் அழியும் உன்னுடைய நகரமும் அழியும் அதுல நீயும் அழிவாய் என்பதாக சொன்னார்கள் என்று அந்த ருஜீவிகள் சொன்னாங்க சொன்ன உடனே அவனுக்கு பெரிய கோபமும் அடங்காது ஆத்திரமும் கொண்டு அதுல ஆயிரக்கணக்கான நடக்க போகிறது என்று சொன்ன உடனே இனி கேட்ட அந்த புற சொல்லுகின்றான் அப்படியானா ஆணும் பெண்ணும் அதாவது வீட்டுல ஒன்று கூடி இருந்தா தானே அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக நினைத்த அவன் அப்படி ஒரு குழந்தை பிறக்காமல் இருப்பதற்காக வேண்டி அதாவது கர்ப்பமுடைய பெண்கள் யாராக இருக்கிறாங்க பெண்கள் யார் யார் கர்ப்பசிரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த கர்ப்பிணி பெண்களை கொல்லுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார் சுபகான் இப்படி செய்தார்கள் அது மட்டுமல்ல அதாவது பிறந்த ஆண் குழந்தை பிறந்த அந்த குழந்தைய உடனே கொன்று விடுகிறது யாருடைய கூட்டத்தில் கூட்டத்தில் உண்டான ஆண் குழந்தை பிறந்த அந்த குழந்தையை கொன்று விடுகிறது கர்ப்பிணிப்பணிகளாக இருந்தா அவங்களை வெட்டி விடுகிறது அப்படி எத்தனையோ எழுபது ஆயிரம் குழந்தைகளை கொண்டிருக்கின்ற சொல்லப்படுகின்றது இன்னும் பனிரெண்டாயிரம் பெண்களை கொண்டிருக்கிறான் என்பதாக வரலாற்றை சொல்லப்படுகின்றது அப்ப இதையெல்லாம் பார்த்து அவனுடைய கூட்டத்தார்கள் சொன்னாங்க இப்படி செய்து கொண்டிருந்தா நம்முடைய வீட்டில வேலை செய்வதற்கு ஆளை இல்லாமல் போய்விடும் இல்லாமல் போய்விடும் என்று சொன்ன உடனே கேட்ட புறான்னு சொன்ன அப்படியானா அதாவது ஒரு வருஷத்துக்கு பிறக்க வேண்டிய குழந்தை புறம் விட்டுருக்கு கொண்டு கட்டளை இப்படி சில நாள் நடந்து வரும்போது ஒரு நாள் அன்று அந்த நுச்சிமிகள ஒன்று சேர்ந்து அந்த பிரகனுக்கு சொல்லுகின்றார்கள் அந்த குழந்தை ஜனிக்க கூடிய நேரம் ஜெனிக்கிவிட்டது இன்ன நாள் இன்ன இரவன்று அந்த குழந்தை ஜனிக்க போகிறது என்று சொன்னதும் இதை கேட்ட அந்த புறநாக கூடிய மனதிலே ரொம்ப வருத்த மனதிலே ரொம்ப வேதனை அடைந்து சொல்லுகிறான் அப்படியான அந்த குழந்தை பிறக்க கூடாது பிரிச்சிடணும் ஆகையெல்லாம் ஆண் பெண்ணு சேர்ந்திருந்தா அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக நினைத்திருந்தான் இந்த ஊரில் உண்டான அந்த இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்த பெண்களை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு போய் அழைத்து விடுங்கள் கணவன் வேறு மழை வேறு ஆக விடுங்கள் ஆண்களை எல்லாம் தானே தனித்தவர்களே ஒரு பக்கமாக அடைத்து விடுங்கள் என்பதாக ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டான் அப்படி பிரித்து வைத்து பாதுகாத்து வரும்போது பாதுகாத்து வரக்கூடிய நேரத்தில் அந்த பணி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த பெண்கள் எல்லாம் தனித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது கிழமை என்பதாக குறிப்பிடப்பட்டது அந்த குறிப்பிடப்பட்ட நாள் வந்தவுடனே அந்த புரானும் புரோனுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கும் போது நபி முசாவுடைய தகப்பனால் இம்ரான் ஆகக்கூடியவர்கள் அந்த பிரவுனுக்குத்தானே ரொம்ப நெருக்கமான முறையில் இருக்கும் போது அவன் சொல்லுகிறான் நெருக்கமாக நண்பராக துணைவராக தோழராக இருந்து வருகின்றார் அப்போ அந்த ப்ரான் சொல்லுகிறான் இம்ரான் அவர்களே நீங்கள் என்னை விட்டு கொஞ்சமாக பிரிந்துவிடக் கூடாது ியா பிரிஞ்சு போக கூடாது எனக்கு நீங்கள் எப்பவும் பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும் என்று அருகிலே வைத்துக் கொண்டு படுக்கையில் தான் நேரத்தில் எல்லா ஜெனலேஷன் ஆண்டவனுடைய ஒரு நாட்டப்படி அவனுடைய ஒரு குதிரத்தின் அதாவது அல்ல சொல்லுகிறான் அவன் எவ்வளவு கட்டுப்பாடு விதித்தாலும் எப்படி ஆண்களை வேற பெண்களை வேற பிரித்தாலும் காவல்காரர்களை வைத்து காவல் காத்தாலும் நாம் நாடியபடி குழந்தையை சரிபாடாக்கி வைப்போம் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் கடன் அதன்படி ஆனால் அந்த பிரி ஒரு ஆழ்ந்த நித்திரையை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்பிரன் அவனுடைய படுக்கையில் தானே அவர் நித்திரியாக இருக்கிறான் அப்படி நித்திரியாக வயிற்றிலே அவர்கள் அமலாக வேண்டும் இருக்கின்ற நேரத்தில் அல்லா ஜெல்லவத்தால் ஆண்டோருடைய கிருபியை கொண்டு அதாவது ஜிபி சலா துவே வந்து இறங்கி அதே நேரத்தில் மலக்குகளும் வந்து ஒன்றாக தானே வந்து இறங்கி இந்த காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய இம்ரானுடைய மனைவி அவங்களுடைய வீட்டில தனித்திருக்கின்றார்களே அவர்களை போய் இம்ரான் அதாவது அரண்மனைக்கே தூக்கி கொண்டு வந்து விட்டார்களா சுபகான் சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது இம்ரானுடைய மனைவியை மலக்குகள் சென்று அவர்களை அழைத்துக் கொண்டு அரண்மனையில பிரானுடைய படுக்கைக்கு பக்கத்தில் அந்த இம்ரானுடைய மனைவியை கொண்டு வந்து நிறுத்தினார்களாம் அப்படி நிறுத்தியவுடனே இம்ரான் பார்க்கின்றார்கள் தன்னுடைய மனைவி தான் இருக்கு இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இதை கண்டதும் அவருடைய மனம் மாறுகிறது அவங்களுடைய முகத்தை பார்த்ததும் சந்தோஷப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் எல்லா வல்ல அல்லா ஜல்லஷான ஆண்டவன் நாடியபடி நடத்தக்கூடியவன் அவன் ஆக்க வல்லவன் அழிக்க வல்லவன் அவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு எந்த முறையில நம்முடைய மூசா நபியை பரிபாடாக்கி வைக்க வேண்டுமோ அதற்கு வல்லமையுடைய ரபுல்லாலின் ஆண்டு சொல்லுகின்றான் நாம் அந்த புறனுடைய மனைவியே புரானுடைய மனையில் வைத்துடைய பிரிப்பில் வைத்து அதாவது மூசாவை அவங்களுடைய தாயாருடைய வயிற்றில் நாம் ஜனிக்கை செய்தோம் என்பதாக அல்லா சொல்லிக் காட்டுகின்றான் அதுபோல அந்த பிரனுடைய படுத்து நித்திரையாக கொண்டிருக்கின்ற அவனுடைய தொழிலாடையை தானே எடுத்து விரித்து எடுத்து விரித்து பிர அவனுடைய பக்கத்தில் அவனுக்கு மறைவாகத்தானே நின்று கொண்டு அந்த இம்ரானும் இம்ரானுடையும் மனைவி அந்த இரண்டு பேர்களையும் தான் அல்லாஹ் ஜல்லஷான ஒன்று கூடும்படியாக செய்தான் அன்று இரவு அதாவது அரண்மனையில் வைத்து இம்ரானுடைய மனைவி ஆகக்கூடியவர்கள் தாயார் அவங்களுடைய வயிற்றிலே அல்லாவு தாள ஆண்டவன் அமலாக்கி வைத்துவான் கருவாக ஜனிக்க செய்தார்ந்த உருவம் இல்லா இறைவனும்ருவாக தனிக்க செய்தார்ந்த உருவம் இல்லா இறையவனும் சுபஹான் அல்லா ஜல்லஷான ஆண்டவன் அவனுடைய குதிரை கொண்டு அவனுடைய வல்லமையை கொண்டு அரண்மனைக்குள்ளேயே மூசா நபியை தாயுடைய கருப்பத்திலே அல்ல அமலாக்கி வைத்தார் விரித்து அவனுடைய துயிலாடியில் வைத்து அந்த மூசா நபியை தாயுடைய கருப்பத்திலே கருவாக ஜெனிக்கும் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அமலான அமலானார்கள் உடனே மலகுகள் தான் தூக்கி கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் விட்டு விட்டார்கள் வீட்டிலே விட்டு விட்டார்கள் அதே நேரத்தில் நித்திரையாய் நித்திரையாக கொண்டிருக்கின்றான் பக்கத்திலே பார்த்திடுவான் பதறி மொழிவான் பக்கத்திலே பார்த்து விடுவான் இம் பிரானை பார்த்ததுடன் அவன் மனதிலே நினைத்திடுவான் அந்த அவன் முடித்து பார்த்தவுடனே இம்ரான் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்ட பிரனுக்கும் மனதில் ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே இவர்தான் உண்மையான நம்மளுடைய காதலியில் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று ரொம்ப சந்தோஷமாகத்தானே இருக்கும் காப்புழுவமான உடனே அந்த நுஜூமிகள் அதெல்லாம் ஓடோடி வந்து பிரவனைத்தானே பார்த்து சொல்லுகின்றார்கள் பிரவனே கட்டி சொன்னால் அந்த குழந்தை ஜனித்து விட்டது குழந்தை அமலாகிவிட்டது சொன்ன உடனே அந்த பிரவனுக்கு ஏற்பட்ட ஒரு கோபம் இவ்வளவுதான் சொல்ல முடியாது ஆகையினால் அரமை பெரியவர்களே தாய்மார்களே இதிலிருந்து நாம் சற்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால் எவ்வளவு சாஸ்திரத்தை பார்த்தாலும் சரி எவ்வளவு ஜோசியத்தை பார்த்தாலும் சரி எவ்வளவு நம்ம அத கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி நடக்கக்கூடிய காரியம் நடந்தே தீரும் சொல்லி அவனுடைய ஒரு அதாவது அல்லாவுடைய நாட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது இப்ப நம்ம வெளியே போகும்போது சவனம் பார்க்கணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது சவனம் பார்க்கணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது ஆமா கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் நேரம் பார்க்கும் ஆக என்னால பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கும் சொல்லணும் இப்படிதான் நம்ம பார்க்கமா இல்லையா ஆக என்னால எவ்வளவு பொருத்தத்தை பார்த்தாலும் எவ்வளவு பார்த்தாலும் நடக்கக்கூடிய காரியம் நடந்திருத்தீர் பாரு அவன் எவ்வளவு நுச்சு ஆண்கள் வேற பெண்ண வேற வேற எல்லாத்தையும் எதிரியாக நடத்த வேணும் அப்ப அதன்படி அல்லாவு ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு அவனுடைய வீட்டிலேயே பிற அரமனையிலேயே நபி மூசாவை ஜனிக்க செய்தான் கருவாய்க்கு வைத்தான் ஆகையினால் அருமை பெரியவர்களே தாய்மார்களே எ ஒருத்திருந்த போச்சினவுடைய விட்டு யாரும் தவிக்க முடியாது அவனுடைய நாட்டப்படியே அது நடந்திருத்தீரும் ஆகையினால வரக்கூடிய விதியை யாராவது தடுக்க முடியாது அல்லா மீது நம்பிக்கை வேண்டும் அல்லாவின் மீது நமக்கு நம்பிக்கையும் அழகு கடந்த ஒரு ஈ வேண்டும் அதுக்கு மாறாக நான் நடப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஏற்பட்டு அது போன்ற ஒரு எண்ணம் ஆகக்கூடியது அவனுடைய மனதில் ரொம்ப வேதனை குழந்தை ஜனித்து விட்டது என்பதாக சொல்லிவிட்டார்களே இப்படி இருக்கும்போது ஆனா அந்த குழந்தை யார் வீட்டுல எந்த வீட்டுல யாருடைய வயத்துல ஜனிச்சுக்கிறது தெரியாத இப்படி இருக்கும் போது பாருங்கள் அதே போன்று அந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் கண்காணிப்பாதை விட மேலாக வளர்ந்து வருகின்றது இப்படியாகத்தான் இருக்கும் போது அல்லாவுடைய கற்பனையின்படி அடைய ஒரு வல்லமையின்படி அமலாக இருக்கின்ற முசா நபி அலை சனாத்து மசலா உலகத்துடைய ஒப்பனை படி ஒன்போது மாதம் ஒம்போது மாதம் ஹமலாக இருக்கும்போது அதாவது பிரனுடைய காவலர்கள் காமான் அவனுடைய மந்திரி மற்றும் அனைவருமாக யாரார் அமல் இருக்கிறார்கள் என்று வீடு வீடாக தேடி வருகிறார்கள் எங்க பணி இஸ்ராயுடைய தெரிவிதிகளில் அப்படி தேடி வரும்போது ஒவ்வொரு வீடாகத்தான் போய் பார்த்து வருகின்றார் அப்படி வர வேண்டிய நேரத்தில் இம்ரானுடைய வீட்டுக்கும் வருகின்றார்கள் இம்ரானுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் அப்படி வரும்போது அவங்க சொல்லுகின்றார்கள் இம்ரான் அரமநிலையில் இருக்கிறாரு அங்கே இருக்காரு போது அவர் வீட்டில் எப்படி குழந்தை ஜனிக்க முடியும் என்பதாக பாராதபடியே போய்விட்டார்கள் இப்படி போனதின் பின்பு ஆகவே ஆக மொத்தம் பிரவளவனுடைய ஒரு கொடுமையும் அவருடைய ஒரு அநியாயமும் தான் முடியாதபடி பணி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் ஆரம்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இம்ரானுடைய மனைவியாகி முசாவுடைய தாயாகி அவர்களுக்கு கர்ப்பணோவுதான் ஏற்பட்டு ஒன்பது மாதம் ஒன்பது நாள் ஒன்பது நாள் என்று சொல்லக்கூடிய அந்த பத்து மாதம் தான் அவங்களுடைய வீட்டில யாருக்கும் தெரியாதபடி ஆனால் நபி முசாவுடைய தாயார் கூட பிறந்த ஒரு சகோதரி ஆனால் அதே நேரத்தில் கூட பிறந்த சகோதரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் அவங்களுடைய வீட்டில் இருக்கின்றது அப்படி இருக்கும் போது குர்ப வேதனை தான் ஏற்பட்டதன் காரணமாக அப்படியே அமர்வோர்களுடைய உதவி கொண்டும் அவனுடைய ஒரு வலுப்பம் கொண்டும் அந்த இரவு நேரத்தில் முசான் நபின் தாயார் அதாவது இம்ரானுடைய மனைவியார் அன்று இரவு அழகான ஒரு ஆண் குழந்தையை தானே பெற்றெடுத்தார் அந்த குழந்தையினுடைய ஒரு வஜீகரமும் குழந்தையினுடைய தோற்றமும் குழந்தையினுடைய அழகும் அழவும் தெளிவும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த தாயாக கூடியவர்கள் அழகான அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார்கள் அந்த பெற்ற மகனை பார்த்த அந்த தாயாக கூடியவர்கள் தான் என் மனம் மனம் சந்தோஷமாகி மகனை தான் எடுத்து முத்தி முகர்ந்திடுவார் கண்ணோட கண்ண வைத்தார் முத்தி முகர்ந்தார் மகனுடைய அழகை பார்த்து அந்த தாயாரும் மன மகிழ்ந்த மகனுடைய அழகை பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்த அந்த தாய் மனதிலே ரொம்ப ஆண்டவனே ஆனா ஆண் குழந்தையே பிறக்க கூடாது பிறந்தால் கொன்று விடுவான் இந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் நமக்குழந்தை பிறந்து விட்டது ஆண் குழந்தையாக இருக்கிறது இதை நாம் எந்த முறையில் பாதுகாக்க போகிறோம் என்பதாக அங்க யுத் என்று சொல்லவர்கள் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது குழந்தை பிறப்பதற்கு நாற்பது நாளைக்கு முன்பதாகவே தகப்பனார் இம்ரான் ஆகக்கூடியவர்கள் அல்லாவுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது சரத்திரத்திலே சொல்லப்படுகின்றது நாற்பது அல்லாவுடைய ஆளாகிவிட்டார்கள் இம்ரான் இறந்ததன் பின்பு நாற்பதாவது நாளைக்கு பின்பதாக மூசா நபி பிறக்கின்றார்கள் அப்படி பிறந்த அந்த குழந்தையை எடுத்து வைத்து அந்த தாய் மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார் அழகையும் தெளிவையும் ஒ பார்ப்பதற்கு உனக்கு தந்தை இல்லாத ஓய்விட்டார்களே தகப்பன் இல்லாது ஓய்விட்டார்களே நான் எப்படி பாதுகாக்க போகல அதாவது என்று தெரிந்த உடனே கொன்று விடுவானே என்ன செய்வேன் என்பதாக அந்த தாயாக கூடியவர்களிட தட்டு கட்டு தடுமாறி அந்த பிள்ளையை தானே வைத்து பாதுகாத்து வரும் ஒரு நாள் அன்று இந்த புரவனுடைய கொடுமைக்குத்தானே அஞ்சு குழந்தையை தானே அதாவது ஒரு பெரிய மாவு பானைக்குள்ள குழந்தைய வச்சு மூடித்து இந்த அம்மா வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அப்படி வெளியே போயிட்டு வர வேண்டிய நேரத்தில் அவனுடைய கூட்டத்தார்கள் வீடு வீடாக தேடி வருகிறார்கள் எந்த வீட்டுல இருக்கு எந்த வீட்டுல ஆம்பிருக்குன்னு தேடி வருல இந்த இம்ரானுடைய வீட்டுக்குள்ளையும் வந்து நுழைந்துட்டாங்க அப்படி நுழையக்கூடிய நேரத்தில் அந்த முசான்புடங்களோ என்னோட என்பதாக கூடியவர்கள் உடனே அந்த பானையில் வைத்திருக்கின்ற அந்த குழந்தையை தான் எடுத்து கொண்டு போய் பெரிய கோதம்புரட்டிச்சோட கூடிய தந்தூர் அடுப்புக்கு மேல கொண்டு போய் உள்ள கொண்டு வச்சுட்டாங்க மாவோட அந்த குழந்தையும் வைத்து அந்த பானையோடு அந்த நொட்டி சுடக்கூடிய அடுப்புக்குள்ள ஒன்று வைத்து விட்டார்கள் வைத்து முன்னால தீ எரிந்து கொண்டிருக்கிறது உடனே இந்த வேலைக்காரர்கள் சிவாய் மகளிர் வேலைக்காரர்கள் உள்ளே வந்து எங்கும் பார்த்தார்கள் குழந்தை பிறந்ததற்குரிய எந்த அடையாளம் இல்ல அடுப்புல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த உடனே அவங்க பார்த்தாங்க எங்க குழந்தையும் வெளியே போயிட்டாங்க அப்படி வெளியே போய் கொண்டு இருக்கும் தாயார் தானே வெளியே வந்து கொண்டு இருக்கிறார்கள் அஹா வெளியே அது அப்படி பார்த்த உடனே அதாவது பிராமனுடைய சென்று தேடி பார்த்தார்கள் நம்முடைய பிள்ளை என்ன செஞ்சாங்களோ தெரியவில்லையே என்பதால் பதறி அடித்து ஓடிக்கொண்டு வந்து பார்க்கும் குழந்தையை வைத்திருந்த அந்த பானையத்தான் அடுப்பிலே அந்த தந்தூர் அடுப்பில தான் வைத்திருக்கிறார்கள் இதை பார்த்த அந்த தாயாக கூடிய தான் என் பதறி அடித்துக் கொண்டு ரொம்ப மனவேதனை பெற்றுக் கொண்டு சொல்லுகின்றார்கள் அம்மா நம்முடைய பிள்ளைய அடும் வச்சிட்டே பிள்ளை என்ன ஆட்சியும் தெரியவில்லை என்பதாகத்தான் சொல்லும் போது அடுப்பிலே இருக்க கூடிய பானைக்குள் இருக்கக்கூடிய முசான் நபி அவர்களுக்கு அவ்வா அல்லாத்தான் ஆண்டவன் பேசக்கூடிய வல்லமையை கொடுத்தான் பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான் உடனே முசான் நபி அவர்கள் அழகானது தாய்க்கு சொல்லிடுமா அழகான தாயே அம்மா உங்கள் மனைவியிலே வருத்த வேண்டாமாம் தாயே அம்மா உங்கள் மனைவியிலே வருத்த அடுப்புல அடுப்புக்குள்ள பானில இருக்க வேண்டிய அந்த பச்சின குழந்த பாய் சொல்லுகிற அம்மா என்ன பத்தி கவலைப்படாதீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா நெருப்பு என்ன ஒண்ணு செய்யாது என்ன சுட்டு விடாது என்று சொல்லும் போது அல்லா ஜல்லஷான அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான் அதாவது நெருப்புக்கு நாம் கட்டளை இட்டு இருந்தோம் நெருப்பு அவர்களை சுடாது நெருப்பு அவர்களை தீண்டாது நபி இப்ராஹிம் அலித்து அஸ்லாம் அவர்களை எப்படி அந்த நமூதுன்னு சொல்லக்கூடிய கொடிய வந்து அநியாயக்கார நெருப்பிலே தூக்கி எரியும் போது நெருப்பு அவர்களை சுடாதபடி இருப்பதற்கு நாம் கட்டளை அதுபோன்று மூசா நேபியை சுடாதபடி இருப்பதற்கு நாம் நெருப்புக்கு கட்டளைட்டு இருந்தோம் நெருப்பு ஒன்றும் செய்யாது அப்பதான் குழந்தை சொல்லுக்கு நெருப்பு என்ன ஒண்ணும் செய்யலம்மா பக்கத்துல வாங்க அதாவது அதாவது என்ன அதாவது அந்த பானிலிருந்து என்ன வெளியே தூக்குங்கோ என்று சொன்ன ஒன்னதே போன்ற அந்த தாயா தனி சென்று அடுக்க அந்த பானையினுடைய மூடியைத்தான் திறந்து உள்ளே பார்க்கும் போது சுகாதாரம் ரொம்ப கொடுமையாக இருந்த உடனே குழந்தையை வெளியடுத்தார்கள் எடுத்து பிள்ளையத்தானே பார்த்த அந்த தாயாக கூடியிருக்க மனதிலே ரொம்ப மட்டில்லாம் மன மகிழ்ச்சி கொண்டு அதிபரியவன புகந்திடுமா புகந்த அமானமாயிருக்கும் என்றாங்கார் அமானமாயிருக்கும் நபீடைய தாயார் அவுமாவை போற்றி புகழ்ந்த ரஹமான் நீ தான் போதுமானவன் பாதுகாப்பாளன் கிருபையாளன் நீதான் இந்த குழந்தையை கண்காணிக்கக்கூடியவன் ஆகையனால் இப்பேர் கொற்ற ஒரு கொடூருமான நேரத்தில் நாம் எப்படி இந்த குழந்தையை வைத்து பாதுகாக்கப் போகின்றோம் என்பதாக மனந்த கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சாரா எண்ணம் அதான் அவங்களுக்கு ஒரு அசிரீதியான சந்தம் தாயே அதாவது அதாவது கவர வேண்டாம் வருத்த வேண்டாம் அப்படியானால் குழந்தையை அழகான ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள்ள அந்த குழந்தையை வைத்து நீ ஆத்திலே போட்டுவிடும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று அசர ரீதியான ஒரு குரல் அந்த அம்மாளுக்கு கேட்கின்ற சத்தம் கேட்கின்றது இதை பார்த்து அந்த அம்மாள் பார்க்கின்றார் இவ்வளவு பெரிய பாதுகாப்பாளன் ஆகிய இந்த குழந்தை நிச்சயமாக பாதுகாப்பார் வெளியிலே சென்று ஒரு பெட்டி செய்யக்கூடிய போய் பார்க்கின்றார்கள் ஒரு ஆசாரியை போய் பார்க்கின்றார்கள் அதாவது அந்த ஆசாரி ஆகக்கூடியவன் அதாவது கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய அந்த கிஜ்புலி என்று சொல்லக்கூடிய ஆசாரியை அழைத்துக் கொண்டு வந்து அவனிடல அதாவது வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து சொன்னார்கள் அப்பா எனக்கு ஒரு அழகான ஒரு பெட்டி ஒன்று தயார் செய்து தர வேண்டும் அந்த பெட்டிக்குள் தண்ணீர் புகுதக் கூடாது ஒரு பெட்டி செய்து தர வேண்டும் என்று கேட்டான் அப்படி கேட்கும் போது அப்ப அந்த ஆசாரி தச்சன் சொல்லுகின்றான் அந்த கிஜம்புலி என்று சொல்லக்கூடியவன் அம்மா ஏன் அந்த பெட்டி தண்ணீர் புகுதாத அளவுக்கு நீங்கள் ஏன் செய்து கேட்கின்ற கேட்கும்போது அப்பொழுது முசான்பின் தாயார் நினைச்சாங்க போய் சொல்லக்கூடாது அப்படி என்று அம்மா உண்மை சொன்னார்கள் அதாவது இந்த கொடூரக்காரன் ஆகிய அநியாயக்காரன் ஆகிய புறவனுடைய ஆட்சியில அதாவது எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த ஆண் குழந்தையை நான் வைத்து வளர்த்து வருவது தெரியுமையான புரகன் கொன்று விடுவான் கொன்று விடுவான் ஆகனால் அந்த குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும் அதற்காக ஒரு பெட்டி செய்த அந்த பெட்டிக்குள் வைத்து நான் ஆத்திலே விட்டுவிட போகின்றேன் கணக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிசி தான் கேட்டான் கேட்ட உடனே அந்த கிஜ்புலின் சொல்லக்கூடியவன் நினைக்கின்றான் ஆனா நம்மளுடைய அரசா நம்மளுடைய அரசருக்கு அதான் விரோதமான குழந்தை பிறக்கும் சொன்னாங்கள அந்த குழந்தை இதா இருக்குமோ இந்த உண்மையை நம்ம ராஜா டோய் என்பதாக நினைத்து அவனுக்கு பெட்டி செய்து தருகிறேன் என்பதாக சொல்லி விட்டு வீட்டுக்கு வந்தவன் அதுபோன்ற இந்த செய்தியை அந்த புறக்கு சொல்வதற்காக வேண்டி அவனுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் அந்த கிஜிபுலி என்று சொல்லக்கூடியவன் புரவணத்தில் சொல்வதற்காக வேண்டி ஓடி போகும்போது அல்லா ஜெல்லஷான ஒத்தால ஆண்டு குதிரத்தை கொண்டு அவனுடைய காலை இந்த பிடிக்காத பூமி அதை பிடித்ததுடன் அவன் அதைய மூடியாமலே பூமி அதை அவர் சொல்வதற்கு ஆட முடியல அவனுக்கு எதுவுமே அவனுக்கு அதே மாதிரி போய் செய்து கொடு அப்படி இல்ல கொஞ்சம் அதாவது இதை கேட்ட உடனே அந்த ஆசாரியாக கூடிய கொண்டு நான் தவறு செய்து செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பெட்டி செய்து கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே பூமி காலை விட்டது விட்ட உடனே அந்த ஆசாரி ஓடு ஓடி வருகிறது தான் ஓடி வந்து அந்த அம்மா சொந்தனை போன்ற அழகான ஒரு பெட்டியை செய்து அதை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாகத்தானே சென்று பின்ுடைய தாயார் இடத்தில் தான் கொண்டு போய் கொடுத்து சொல்லுகின்ற அம்மா நீங்க இதோ பெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு கூலி எதுவும் வேண்டாம் ஆனா அதே நேரத்தில் ஒன்று எனக்கு ஆசை அந்த குழந்தையை நான் ஒரு முறை பார்க்க வேண்டும் முத்தமிட வேண்டும் அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு சொன்ன உடனே அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுபோல நாற்பது நாள் குழந்தையாக இருக்கின்ற குழந்தையாக இருக்கின்றியை தான் எடுத்து கொண்டு வந்த அந்த ஆசாரியனுடைய கையில கொடுக்க அந்த ஆசாரியாக கூடியவன் ரொம்ப அன்பு கூர்ந்து மன மகிழ்ந்து அந்த அழகு உருந்திய குழந்தையை தான் இருக்கிறத்தினால் தானே வாங்கி எடுத்து நெஞ்சோடு முத்தி முகர்ந்திடுவானா சாரியும் அவன் முத்தி மகிழ்ந்திடுவானா சாரி மாதிரி சாரி அந்த ஆசாரி மன மகிழ்ச்சி கொண்டு அந்த தச்சனாக கூடிய அந்த பிள்ளை மேலே மகா இச்சை கொண்டு அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் என்ன ஏற்படுகின்றதே உண்மையில் இது மாபெரும் ஒரு குழந்தை அற்புதமான குழந்தை அது இந்த குழந்தையுடைய தன்மையை பார்க்கும் போது இது ஒரு உயர்ந்த வரக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்பதாக கருதி மூசா நபிக்கு முதல் முதலாக கொண்ட மனிதனில் இந்த ஆசாரி ஒருவன் மகான் குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தையை பார்த்து மனதிலே மனதிலே ஒரு உறுதி கொண்டு விட்டார் இப்படி அந்த குழந்தையை தான் எடுத்து சந்தோஷப்படுத்தி மீண்டும் தாயாருடைய கீழே கொடுத்து விட்டு அந்த ஆசாரி தச்சன் சென்று விட்டார் சென்றதன் பின்பு நாற்பது நாள் குழந்தை யார் மூசா நபி பிறந்து நாற்பது நாள் குழந்தை அந்த நாற்பது நாள் குழந்தையாக இருக்கின்ற அவர்களைத்தான் அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டி அது பெட்டிக்குள் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயாக கூடியவர்கள் தன்னுடைய மகனை விட்டு பிரிய போகிறோமே என்ற எண்ணத்தோடு தன்னுடைய மகனை தானே நல்ல விதமாக நீராட்டி அவர்களுக்கு அழகார முறையில சரித்து இன்னும் அவர்களுக்கு தலையில நெய்ரேத்து கண்ணிலே சுருமா எழுதி தன்னுடைய அன்பு மகனை தன்னுடைய பாசம் உள்ள மகனை தானே பார்த்து பார்த்து மனம் படித்தார் அந்த தாயானவரே பார்த்து மனமாழிய தாய் மகனுடைய அழகை பார்த்து அவர்கள் மனது மாயங்கிடுவார் மகனுடைய அழகை பார்த்து அவர்கள் மனது பாஜ தாயனுடைய உள்ளம் ரொம்ப தேங்குகின்றது அதாவது தயங்குகின்றது தன்னுடைய மகனை தனியா பிரிய போகின்றோமே கடலில் எரிய போகின்றோமே மகனுடைய நிலை எந்த நிலையில் போய் முடியுமோ ஆகுமோ என்பதாகத்தான் நினைத்து நினைத்து அந்த தாயாக கூட்டிகள் தான் துயரப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக தன்னுடைய மகனுக்கு நல்ல விதமாகத்தான் பாலூட்டி அந்த குழந்தையத்தான் எடுத்து அந்த பெட்டிக்குள் வைத்துல அதற்கு அழகான முறையில் அந்த மூடியும் தான் எடுத்து மூடி அதற்கு பூட்டும் போட்டு பூட்டி அந்த பெட்டியை தான் கையில எடுத்து கொண்டு யாருக்கும் தெரியாத கடலோரமாகத்தானே சென்று அந்த மிசர் ஆத்தாங்க அந்த கடல் ஆற்றில் தானே கொண்டு போய் யாருக்கும் தெரியாதபடி அந்த பெட்டியை ஆற்றிலே விட்டுவார் பாலகதை ஆற்றிலே பாலக அன்று யாருக்கும் தெரியாமல் பெட்டியதை தெரியாமல் பெட்டியதை மே தெரியாதபடி கொண்டு வந்து அந்த கடல் ஆற்றிலே விட்டார்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும் அந்த குழந்தை அப்படி போகும்போது அந்த தாயாருடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு சஞ்சலமும் இவ்வளவுதான் சொல்ல முடியாது ஆகையினால அதாவது அல்லா ஜெல்லஷான ஆண்டவன் அவனுடைய ஒரு வலுப்பத்தை கொண்டு சொல்லப்படுகின்றது முசான் நபின் தாயாருக்கு நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம் அவங்களுடைய மனதில கட்டுப்பாட்டை விதித்தோம் ஒரு குழந்த பெத்த குழந்தை நாற்பது நாள் பிள்ளைய பெட்டியில வச்சு தண்ணியில ஆத்துல விட வேண்டும் என்று சொன்னா அந்த தாயினுடைய உள்ள எப்படி இருக்கும் ஆனா நாம் கட்டுப்பாட்டை விதித்தோம் இப்படித்தான் அவங்களுடைய சோகம் என்று யாரும் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அவங்க மனதில் வந்து இருந்தார்களாம் அப்படி இருக்கும்போது விட்ட குழந்தை கால உதயம் சூரியன் உதயமா போகுது அப்ப உடனே அந்த அந்த அம்மா அதாவது முசான் தாயா தன்னுடைய சகோதரி கூப்பிட்டு சொன்னாங்க யாருடைய கையில் அந்த பெட்டி கிடைக்கிறது பார்த்து வாருங்கள் என்று அந்த பெண் குழந்தையை ஒன்னு அனுப்பிச்சு வச்சாங்க அந்த சகோதரி ஆட்டாங்கரை ஆட்டாங்கரை ஓரமாக நடந்து வருகின்றார்கள் அப்படி வரும்போது அந்த பெட்டி எங்கே பிரிகின்றதையானால் அரமக்குடியூ காரணம் ஏன் சொன்னா சுரவனுக்கு அதாவது ஏழு பெண் மக்கள் இருந்ததாக சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது ஆனா அந்த ஏழு பெண் மக்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான விதமான